நம்பியனால் இந்த ஊருக்குள் நாமளை யாரும் பாதுகாக்கப் பராமரிக்க மறுத்துவிட்டார்கள் இந்த நிலவையில் நாம் என்ன செய்வது என்று எனக்குணவுண்டும் என்று கேட்டவுடனே ரஹிமா அந்த ஊருக்குள் ஓடி சென்று வீடு வீடாக சென்று கேட்டார்கள் யாரும் உன்ன உணவு கொடுக்க மறுத்துவிட்டார்கள் இந்த நிலைமையிலே கடைசியாக ஒரு வீட்டுக்கு வருகின்றார் அந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் ஒரு பெரிய வயோதிக தாய் ஒருத்திருக்கின்றார் ஒரு களவியம்மா பெரியம்மா அந்த பெரியம்மாவை பார்த்து சொல்லுகின்றார்கள் அம்மா நான் ஐயப் நபியுடைய மனைவி ரஹி மாமா என்னுடைய கணவரும் நோயால் துடிக்கின்றார் பசியாக அவர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் அவர்களுக்கு எப்படியாகிலும் உணவு கொடுக்க வேண்டும் ஏதாகும் உண்பதற்கு வஜீபனன் என்று கேட்கும் பொழுது அது கேட்டு அந்த வயோதிக தாய் கேட்கின்றார்கள் அம்மா நீங்கள் தான் ஐயூப் நபியுடைய மனைவியா ரஹிமாவா அம்மா நான் தான் மனைவி என்று சொன்ன உடனே அந்த பெரியம்மா சொல்லுகின்றார்கள் அம்மா நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்வாயானால் நான் உனக்கு உண்ண உணவளிக்கிறேன் என்று சொன்னார்கள் அது கேட்டு அந்த ரஹிமா அம்மா சொல்லுகின்றார்கள் அம்மா என்னுடைய கணவருக்காக என்னுடைய உடல் பொருள் மூன்றையும் நான் தத்தம் செய்வதற்கு சித்தமாக இருக்கின்றேன் என்னுடைய கணவருக்காக நான் என்னுடைய உயிரியை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஆகினால் என்ன செய்ய வேண்டும் அம்மா சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ அந்த பெரியம்மா சொன்னார்கள் அம்மா எனக்கு ஒரு மகள் அந்த மகளுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாக ஏற்பட்டு அதனுடைய ஒரு தன்மையினால் தலையினுடைய ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டது தலையிலே முடியில்லாததினால வரக்கூடிய பெண்கேட்டு வரக்கூடிய மாப்பிள்ளைகள் எல்லாம் பெண்ணுடைய தலையை பார்த்ததும் தலையில் முடியில்லாததினால அந்த பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு மறுத்துவிட்டு வெறுத்துவிட்டு போய்விடுகின்றார்கள் ஆகையினால பெண்களுக்கு அழகு தருவது தலைரோமமாக இருக்கும் அந்த தலைரோமம் இல்லாதனால் என்னுடைய பெண்ணை கல்யாணம் முடிக்க மறுத்து செல்லுகின்றார்கள் ஆகவே அம்மா இன்றைக்கு ஒரு மாப்பிள்ளைக்காக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் நிச்சயம் வைத்திருக்கின்றோம் என்னுடைய மகளை கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் உபகாரம் செய்யும் அப்படியானால் உங்களுடைய தலைரோமத்தில் பகுதி ரோமத்தை அறுத்துக் கொடுப்பீர்களே ஆனால் கார்மீகத்துக்கொப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய கருங்கூந்தலில் பகுதி ரோமத்தை அறுத்து தருவீர்களே ஆனால் உங்களுக்கு உன்ன உணவு அழிக்கின்றேன் ஒஜீபனம் தருகின்றேன் என்று சொன்ன உடனே அதை கேட்டத ஹீமா அம்மா பார்க்கின்றார் தன்னுடைய கணவருடைய உயிரை விட நம்முடைய தலை ரோம நம்மளுக்கு பெரிதல்ல என்று உடனே பகுதி ரோமத்தை அறுத்து கொடுத்தார்கள் அந்த கிளவி அம்மாவுக்கு கொடுத்தவுடன் அவர்களுக்கு வேண்டுமான ஊன்றியங்களையும் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தவுடன் பி விரி ரஹிமா கிடைத்த உணவை கொண்டு அவசர அவசரமாக ஓடோடி வந்து தன்னுடைய கணவருக்கு முன்பதாக வைத்து சொல்லுகின்றார்கள் என் அருமை நாயகர் அவர்களை இன்றைக்கு கிடைத்த இந்தோர் உணவாக கூடிய திரும்ப புதுமையான உணவு என்று அவர்கள் முன்பதாக வைத்திடுவான் ரொம்ப அற்புதமான உணவு என்று ரஹிமா அம்மா கணவருடையும் என்பதாக வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து நின்றிடுமாறு நபி ஆயுப் கேட்டாங்க அப்படி என்ன புதுமையான உணவு? なんத விவரத்தை சொன்னாங்க? இந்த விதமாக என்னுடைய தலவமத்தில் பகுதி அறுத்துக் கொடுத்து அதனால் கிடைத்த இந்த உணவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபி ஆயுப் علیہ الصلாத்து வஸ்ஸலாம் உடைய கண் இப்படி கண்ணீர் ததம்பி விட்டது. বিবি ரஹிமாவே எனக்காக வேண்டி நீங்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டீர்கள். அதே நேர்து எனக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள், எவ்வளவு சங்கடப்படுகின்றீர்கள் বিবি ரஹிமாவே ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல பிரியப்படுகின்றேன் உங்களுடைய தந்தையோ உங்களுடைய தகப்பனாரோ கங்கா நாட்டிலே நபியுடைய மகனாக பெரிய செல்வந்தர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார் அப்பேற்பற்ற மகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் படாத பாடுபடுகின்றீர்கள் கஷ்டமடைகின்றீர்கள் அல்லதடைகின்றீர்கள் ஆகவே பிவி ரஹிமாவை இந்த நோயாளியாகிய என்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு நீங்கள் எவ்வளவு கஷ்டமடைகின்றீர்கள் ஹிமாவே உங்களுக்கு நான் விடுதலை விட்டு விடுகின்றேன் உங்களுடைய தந்தை இடத்திற்கு சென்று நீங்கள் தாராளமான முறையில் உங்களுடைய மன திருப்தியோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் இருக்கலாம் என்று சொன்னவுடனே அது கேட்டு அந்த ரஹிமா ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து சொல்லுகின்றார்கள் அருமை நாயகரே அல்லாவுடைய ரசூலே இப்ப சொன்னது போன்று இந்த வார்த்தையை நீங்கள் இனிமேற்க சொல்லாதீர்கள் ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் துணைவியாக இருந்து அதாவது நீங்கள் திரகாத்திரத்தோடும் நல்ல விதமான விரேக சுகத்தோடும் சௌந்தரியத்தோடும் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் உடந்தையாக இருந்த நான் இன்றைக்கு நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேனே ஆனால் நாளை நான் தியானத்துடைய நாளையில் எந்த முகத்தோடும் உங்களுடைய முகத்தை நான் விழிப்பது அது மட்டுமல்ல என்னுடைய அறிவிநாயகரே ஆனால் அன்று நீங்கள் சரீர சுகத்தோடும் திடத்தோடும் திடஹாத்திரத்தோடும் சொத்து சுகங்களோடும் ஆஸ்தி பாஸ்தியோடு இருந்து வாழும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருந்துவிட்டு இன்றைக்கு நான் உங்களை வெறுத்துவிட்டு போய்விடுவேனே ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லும் அதே அல்லாஹ் எனக்கு நன்மையான வழியை கொடுப்பானா என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நல்லா இருந்தால் வேணும் நசலா போனால் வேண்டாமன்றி இந்த உலகத்தை நாம் அப்படி நடப்போமே ஆனால் அல்லாவுடைய முன்னிலை நாம் எந்த முறையிலே அல்லாஹத்தை நாம் பதில் சொல்வது நாள தியாமத்துடைய நாளில் உங்களுடைய முகத்தை நாம் எந்த முறையிலே ஒழிப்பது என்ற அச்சம் என்னுடைய உள்ளத்தை உறுத்துகின்றது ஆகையினால் அருமை நாயகரே இப்போ சொன்னதை போன்று இந்த வார்த்தையின் ஒரு சொல்லாதீர்கள் உங்களுடைய வாழ்வுதான் என்னுடைய வாழ்வு உங்களுடைய சுகம்தான் என்னுடைய சுகம் உங்களுடைய நலம்தான் என்னுடைய நலம் ஆகையினால உங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் எனக்கு பங்குண்டு அதில் எனக்கு பாசமுண்டு அதில் எனக்கு பிரியமுண்டு என்று தன்னுடைய கணவருடைய மனதை சந்தோஷம் ஏற்படக்கூடிய முறையில அல்லாவுடைய பயத்தோடு பக்தியோடு சொன்னார்களாம் பி வி ரஹீம்மா கேட்ட நபி ஐயோ அவங்களுடைய மனதிலே ரொம்ப சந்தோஷம் அடைந்து ஏற்பட்டி அல்லாஹ் இடத்திலேதுவா இருக்கின்றார்கள் யா இறைவா ஆகையினால் இப்பேற்பொற்ற ரஹிமாவுக்கு நிறைந்த ஒரு எண்ணத்தையும் நிறைந்த ஒரு பதிபக்தியும் இறைவா உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்ற ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக வந்த உணவை வைத்த உணவை தானும் உண்டு தன்னுடைய மனைவிக்கும் கொடுத்து உண்டு துண்டு பசியாரி அன்று பொழுதை கழித்தார்கள் மறுநாள் கால அதே போன்று பி ரஹிமாமா தன்னுடைய கணவரை பார்த்து கணவருக்கு உணவு கொடுக்க வேண்டுமே அவர்களுக்கு உணவை எப்படியாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமே என்று அவசரமாக தன்னுடைய கணவருடைய விட்டு அந்த ஊருக்குள் ஓடுகின்றார் அதே நேரத்தில் இறைவனுடைய தொழுகை தொழுகைக்குரிய நேரம் அடுத்ததும் இறைவனை தொழ வேண்டும் என்று வணங்க வேண்டும் என்று தனுடைய தலையை கொண்டு போய் பூமியில வைத்து சுஜூது செய்து வணங்கியிருக்கின்ற நிறம் அறி சிறஸ்தான சுஜூது செய்துவிட்டு வணங்கி விட்டு மீண்டும் அந்த தலையை உயர்த்தும் போது வைத்தலையான பூமியில் வைத்த தலை உயர்த்த அதை எடுக்க முடியவில்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய சக்தி குறைந்து விட்டது திரேகம் ரொம்ப இழந்து விட்டது அவங்களுடைய வலுவு குறைந்து விட்டது இந்த தன்மையிலே பூமியில வைத்த தலையை எடுக்க முடியும் அதபடி இருக்கின்றன தூசலா அவங்களுடைய கண்ணிலாப்படியை கண்ணீர் வடிய எல்லா இடத்தில் கேட்கின்றார்கள் வல்லவனே உன்னை நான் இந்த உலகத்தின் கண்ணில் ஒரு நிமிஷமாகி நான் மறந்தது கிடையாது ரஹமானாகிய வல்லவனே இந்த உலகத்தில் நான் பதினெட்டு வருடங்கள் ஆகப்படாத பாடுபட்டு கஷ்டமடைந்தாலும் எவ்வளவு துன்பமடைந்தாலும் ரஹமானாகிய வல்லவனே உன்னை மனவாத நாடில்லை மறைமுறை மந்தாடும் அடியார்கள் மன ye yeah, yaar வில்லை ம இந்த உலகத்தில் நல்லார் எல்லாருக்கும் கிருப்பு செய்யக்கூடிய ரகுமானே இந்த உலகத்தில் பதினெட்டு வருடங்களால் பற்றி நான் வரந்தி பாஸ்தி ஆடு மாடு வாகன பற்றி அதெல்லாம் போய்விட்டது என்பதை வருடங்களாக ஏற்பட்ட நோயினுடைய தன்மையினால அதனுடைய கஷ்டத்தை பற்றியும் கூட நான் கவலைப்படவில்லை ஆனால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் காலம் இதற்கு தகுதி வேண்டும் சக்தி வேண்டும் வணங்குவதற்கு உன்னை வணங்குவதற்கு எனக்கு திடாத்திர வேண்டும் அப்படி உன்னை வணங்காதபடி ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் இருக்க நான் பிரியப்படவில்லை உன்னை வணங்காதபடி நான் இந்த உலகத்தில் வாழ பிரியப்படவில்லை ரகமானாகிய வந்தவேனே பதினெட்டு வருடங்களாக பூமியில் வைத்த தலையினால் அவையற்ற முடியவில்லை ரகமானாகிய வந்தவனே இந்த உலகத்தில் எனக்கு வணங்குவதற்கு எனக்கு ஊக்கத்தை கொடு உன்னை வணங்குவதற்கு எனக்கு தாகத்தை கொடு ஒன்னை வணங்குவதற்கு எனக்கு சக்தி ஏ கொடுத்து எடுக்க முடியாத விட்டது கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த இபிலிசனுடைய கொடுமை கூடிவிட்டது கிரேகத்திலே ஏற்பட்ட அந்த நோயினுடைய தன்மையினால் நபிஐ பலிசரா துசலா அவங்களுடைய உடல் அவங்களுடைய உடலுக்குள் இபிலிசனுடைய கொடுமையினால் அந்த புழுக்கள் ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்தை தான் பிடிக்க ஆரம்பித்து விட்டார் பிடிக்க ஆரம்பித்தவுடனே நபிஐ சத்தம் பெற்றுவிட்டார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு சரசு வேண்டும் உன்னை நினைப்பதற்கு ஹிருதயம் வேண்டும் ஆகையினால் வைத்த தலை முடியவில்லை உன்னை நினைக்கின்ற ஹிருதயத்தை பிலியசினுடைய கொடுமை சூழ்ந்து விட்டது ஆகையினால் இதைமா இதை நீ என்னை காப்பாற்றி இல்லை என்று சொன்னால் என்னுடைய உயிரை உன்னை வணங்குவதற்கு எனக்கு சக்தியை கொடு இல்லை என்னுடைய பார்த்தவர்கள் என்னை கண்டவர்கள் எல்லாம் ஐயோ நபி அல்லாவுக்கு மாறு செய்தவர் என்று ஏளனமாக செல்லி சிரிக்க கூடிய அந்த மக்களுடைய மத்தியில் எனக்கு ராகத்தை கொடு அவங்களுடைய மனதும் அவங்களுடைய உள்ளமும் வேதனை படக்கூடிய முறையில நபி ஐயோபு உண்மையானவர் நீதியானவர் நேர்மையானவர் அல்லாஹுடைய பயபக்தியுடையவர் என்ற முறையில எனக்கு வலுவை கூடு எனக்கு சக்தியை கூடு எனக்கு தாகத்தை கூடு என்னுடைய நோயை விட்டு எனக்கு சுலாமத்தை கூடு யானாம் இல்லை என்று எனக்கு உருகை எடுத்துவிடு என்று நபி ஐயோபு அல்லா இடத்திலே கேட்டார் அதை நேரத்தில் ஆண்டவன் அவருடைய கல்வெல்லாம் மனதெல்லாம் ரொம்ப வேதனையடைந்து நபி பொறுமையுள்ள ஐயோபு பதினெட்டு வருடங்களாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷமாக நம்மளை மறக்காதவர்களாக நம்மளுடைய வணக்கத்தை வழிபாடுகளை எடுக்காதவர்களாக வணங்கி வருகின்ற அவர்களை இனி நாமல் சோதிப்பது என்று அல்லாஹை யாரை அழைக்கின்றான் மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் யா ஜிப்ரிலே என்னுடைய சலாட்டை அய்யூப் நபிக்கு சொல்லி அவர்களுக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்தி வாருங்கள் என்று அல்லா உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி இரண்டு பேர்களும் இரண்டு வானவர்களும் வந்து இறங்கி வலதுபுறம் இடதுபுறம் மிக்க இரண்டு முலக்குகளும் வந்து இறங்கி அல்லா சுமான் இரண்டு தோள்களை பிடித்து நிறுத்தினார்கள் அதே நேரத்தில் பிரித்து சொல்லி அன்போடு அவர்களை வரவேற்றவுடனே வானவர்களுக்கு அரசராகி ஜிப்ரின் சொல்லுகின்றார்கள் யா நபியே அல்லாவுடைய ரகமத்து உங்களுக்கு எந்தென்று உண்டாவதாக ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அனுப்பினா உங்களுடைய நோயை குணப்படுத்தி வரும்படியாக ஆகையினா நபி அவர்களே உங்களுடைய வலது பாதத்தை உங்களுடைய வலதுகால் வலதுகால் பாதத்தை பூமியில உரமாக மிதியுங்கள் என்று சொன்ன உடனே அது போன்று நபி ஐயோ உங்களுடைய வலது பாதத்தை பூமியில் உரமாக மிதித்தவுடனே அவருடைய பாதத் நின்றும் நீர் ஊற்றாக கூடியது குமிழி எட்டு பொங்கிடுமா பெருக்கழுமா பெருக்கழத்தை மாணவர்கள் ஜிபிரியில் வருதை உள்ள அந்த தண்ணீரைக் கொண்டு இரண்டு மலக்குகளும் அள்ளி அள்ளி முழு காட்டினார் ஐயோ தண்ணீர் அள்ளி அள்ளி இரண்டு மலக்குகளும் விலகு அவங்களுடைய திரேகத்தில் ஏற்பட்ட அந்த நோய்கள் எல்லாம் நீங்கி அந்த நோயுடைய கொடுமைகள் எல்லாம் மாறி நபிசலா துளசலாம் நல்ல சலாமத்தை பெற்றார்கள் ராகத்தை பெற்றார்கள் திடகாத்திரத்தை பெற்றார்கள் முன்பு இருந்த திடத்தை விட மும்மடங்கா ஒளிவையும் பெற்றார்களாம் அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹு தனக்கு சலாமத்தை ராகத்தை கொடுத்தவுடனே உடனே அவர்கள் விழுந்து அல்லாஹூ ஜெல்லு நாள் ஆண்டவனைத்தான் அவர்கள் பற்றி புகழ்ந்து ஆகியவல்லவனே எனக்கு ராகத்தை கொடுத்தவனே சலாமத்தை கொடுத்தவனே என்னுடைய நோயை தீர்த்தவனே என்று நம்பியாயும் அல்லாஹிடத்தில்தான் எல்லா புகழும் புகழ்ச்சி உனக்கே உரித்தாக என்று ஆண்டவன் துதித்தீடுவார் அது மீதம் அதே நேரத்தில் உத்தரவு கொண்டு பறித்து என்னுடைய நபிக்கு பதினெட்டு வருடங்களாக நோயினால் ஏற்பட்ட அந்த நோயினுடைய வலுவடைய வேண்டும் சொர்க்கனிவர்க்களை கொடுங்கள் சொங்களை கொடுத்து சொத்து அலங்காரம்னிவர்க்கொத்து உன்ன செய்து நபி அவர்களை போற்றி புகழ்ந்து மலத்துகளும் அல்லாவுடைய கதனைக்கு சென்றார்கள் அதே நேரத்தில் நபி ஐயோ அல்ல அந்த கணியை தானும் உணவு கொண்டு வருவதற்காக சென்றவர்கள் எந்த விதம் உணவும் எதுவுமே கிடைக்காத நிலையிலே மனதிலே ரொம்ப கஷ்டத்தோடு நம்முடைய கணவர் ரொம்ப இருந்தார்களே என்ன ஆனார்களோ அவங்களுடைய நிலைமை என்னமோ தெரியவில்லையே என்று கணவரை பார்ப்பதற்காக ஓடோடி வந்தீடு தயத்தில் எண்ணிய அவர் பி ராக அப்படி ஓடி வந்து தன்னுடைய கணவர் இடத்திலே வந்து பார்க்கும் போது ரஹிமா வேதனையோடு நம்முடைய கணவர் இங்கு தானே இருந்தார்கள் எங்கு போனார்களோ என்ன ஆனார்களோ தெரியவில்லை என்று பிவி ரஹிமா அம்மாவாக கூடிய பரிதாபத்தோடு மேற்கும் கிழக்கும் தெற்கும் வடக்குமாக தேடிவான் நம்முடையரம்ப பரிதாபத்தோடு அதனை அங்கு இங்குமாக ஓடோடி ஓடோடி தேடி போத்களிலும் செடிகளிலும் பள்ளங்கேணிகளிலையும் தான் ஓடோடி தேடி வருகின்றார்கள் கணவரை காணவில்லை காணாத நிலையிலே பி வி ரஹிம்மா கவலையோடு ஆண்டவனே என்ன செய்வது இதனால் இதுவரைக்கும் நாம் பதினெட்டு வருடங்களாக நோயால் கஷ்டப்பட்டு அவர்களை பாதுகாத்து வந்தோம் கடைசியான நேரத்தில் அவர்களுக்கு இப்பேர் குற்ற எங்கு போனார்களோ தெரியவில்லையே நோயினுடைய தன்மையினால் நோயினுடைய கொடுமையினால் எங்கு போனார்களோ அது என்று பி வி ரஹிமா பரிதாபத்தோடு தேடி வரும்போது இத்தனையும் யார் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஓடி வருகின்றார் அவர் உடம்பு முன்பதாக வந்து கேட்கின்றார்கள் என்னுடைய கணவர் இந்த இடத்திலே சற்று நேரத்துக்கு முன்பதாக நோயால் ரொம்ப அவசியப்பட்டுக் கொண்டிருந்தார்களே நீங்க அவங்கள பார்த்தீங்களா அவங்க எங்க போனாங்க அவங்க என்ன ஆனார்கள் நீங்க கண்டீர்களா என்று ரொம்ப பதற்றம் பதற்றமாக கேட்கின்றார் அஹிமா அம்மா அது அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிவி ரஹீமாவே என்னை பாருங்கள் உங்களுக்கு புரியவில்லையா நீங்கள் யாரை இவ்வளவு பரிதாபத்தோடு மன துடிப்போடு தேடி வருகின்றீர்களோ அந்த நபி அந்த ஐயோ பூ நான் தான் உங்களுடைய கணவர் நான் தான் உங்களுடைய கணவர் என்னை தெரியவில்லையா உங்களுடைய நபி ஐயோ என்று சொன்ன வேதனை ஏற்பட்டு விட்டது கோபமும் வந்து விட்டது என்னுடைய கணவர் என்னுடைய நபி நோயாள இப்பமோ இன்னும் கொஞ்சம் நேரம் என்று ஹால்ல இருந்தாங்க அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் தான் நபி நான் தான் உங்களுடைய கணவர் என்று சொல்லுகின்றீர்கள் இது உங்களுக்கு பொருந்துமா ஏதாயும் உங்களுடைய மனதில அதாவது தவறான எண்ணத்தோடு இந்த வார்த்தையை சொல்வீர்களே ஆனா நீங்க அல்லாவுக்கு விரோதியாக ஆகிவிடுவீர்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு நீங்களாகிவிடுவீர்கள் ஆகையினால் இப்ப சொன்னது போன்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று சொன்ன உடனே ஐயோப்பனுக்கு சொன்னார்கள் பி வி ரஹீமாவை நீங்க சொல்லுவது வாஸ்துவந்து உண்மைதான் ஆனா நீங்க போகும் போது உங்களுடைய கணவர் நோயால் பின்னால் நடந்த சம்பவங்கள் என்ன என்ன இப்பந்தான் அல்லாவுடைய மலர் என்னுடைய நோயை குணப்படுத்தி சொர்க்குடைய கனியை கொண்டு வந்து தந்து அதோ போகின்றார்கள் இதோ பாருங்கள் பீவி என்று தன்னுடைய பக்கத்தில் இருந்த சொர்க்கை எடுத்து காட்டினார்கள் அதை பார்த்த ரஹிமா அம்மா அல்லாவுடைய நபி அல்லாவுடைய ரசூல் அவங்களுக்கு நம்பிக்கையும் அவங்களுடைய உள்ளத்திலே உறுதி வந்துவிட்டு நிச்சயமாக அல்லாஹூ சலாமத்தை கொடுப்பான் ராகத்தை கொடுப்பா அதில் விதமான சந்தேகமும் கிடையாது என்று ஐயோப்பு நபி முன்பு எப்படி இருந்தார்களோ அவர்கள் கல்யாணம் முடித்தவர்களாக அவங்க கல்யாணம் முடித்து வரக்கூடிய காலத்தை நம்பி ஐயோப்பு எந்த ஒரு நிலையில் இருந்தார்களோ அந்த அங்கு அடையாளங்களை அவங்களுடைய சௌந்தரியங்களை அவங்களுடைய படிவங்களை ரஹிமாமா உற்று நோக்குகின்றார்கள்